அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹியில் கலைச்சிருப்பி பேசுகிறோங்க ஏன்னிக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டில் நம்ம வீட்டில் தீய சக்திகள் ஏதாவது இருக்குது இல்லை நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குது இல்லை கந்திஷ்டி இருக்குது செய்வினே வச்சுட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு டெக்னிக் நான் இப்போ சொல்கிறேன் வீட்டில் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வீட்டில் ஆகாச கருடக்கிழங்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஆகாச கருடக்கிழங்கு வந்து வீட்டில் வாங்கி வைங்க ரெண்டு ப்ரோக்ராம் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இது இது டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வீட்டில் வச்சு அதுக்கு ஊது பற்றி சாம்பிராணி டெய்லியுமே காட்டுங்க உங்களுக்கு அது அழுகி கருகி போயிடுச்சு அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம் அதாவது துஷ்டசக்திகள் இருக்குன்னு அர்த்தம் கந்திஷ்டியும் இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடியது மறுபடியும் அதாவது டிஸ்போஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் புதுசு வாங்கி வைங்க அடுத்தது லெமன் எலுமிச்சம் படம் தான் மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கனின்னு சொல்கிற ராஜக்கனி அந்த எலுமிச்சை மழை எடுத்துகிட்டு வந்து கோயிலில் வச்சு அதாவது காளியவன் கோயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க அது நிறம் எப்படி மாறுது அதாவது சாதாரணமாக காந்த நிலைக்கு வந்ததுன்னு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை அழுகி கருகி தண்ணி விட்டு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னு அர்த்தம் இது எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு உண்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் கொடுக்குறேன்